சரி மெடிடேஷன்ல உட்கார்ற நான் கேக்குற ஒரு விஷயத்தில ஒரு முறையில நான் சொன்ன மாதிரி பார்த்துடறதுக்கு அந்த செயதேல தரக்கிறது அப்படினாலே இந்த மெயின் மைண்ட்ஸ் பத்தி இருக்கு. ஏம் மெயின் சிஸ் கட் டூ மைண்ட். তারপরে சோ எல்லாரும் சக்கரை பத்தி இருக்கு. இயங்க வந்து ஒரு பாபாஜி பாபாஜி போய் பார்த்துக்கலாம் வந்து அங்க இருந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சு ஸோ அங்க சத்சங் கிளாஸ்க்கெலாம் போயிட்டு யோகா எல்லாம் பண்ணிட்டு ஒரு டென் டுவெல் இயர்ஸ் இருக்கும் வைப்ரேஷன்ல எங்க போய் எழுதி போகும் அப்படியே போயிட்டு இருக்கு அவங்க எப்படாத ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொண்டு நாங்கள் நிறைய இடத்துல கோயிலுக்கு விசிட் பண்ணுவோம் ஸோ நிறைய கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா போய்ட்டு வந்துருவோம் ஸோ அப்புறம் நான் நிறைய கடைகளுக்கு சதுரகிரி வெள்ளைகிரி பதவியை இவங்க எல்லாம் சதுரகிரிக்கும் வந்தாங்க பறகுடைக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கு நிறையா கோயிலு தான் எங்களுக்கு ஒரு இவங்களோட கணெக்ட் இருக்கும் தெரியல என்னால உட்கார்ந்தோ இல்ல பாக்குறதோ அந்த மாதிரி கண்மூடி அந்த நிறைய நாடகம் ஒன் அவர் கூட அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்ன பண்றது தெரியல போயிடுற ஒரு ஒரு பண்ண வந்து ரொம்ப நல்லா அந்த இடம் நல்லா அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு கனெக்ட் இருக்குன்றதுலாம் அந்த கனெக்ட் இந்த ஏரியால ஒரு அமைதியான ஒரு வீடு இந்த இப்போ ஒரு ரெசிடென்ஸ் இருந்தா கூட சோ பீஸ்புல்னஸ் एक्चुअली ஆன் தி Sunday எல்லாரும் பீட்ல வந்து சத்தம் போட மாட்டாங்க டிடெயில்ஸ் பத்தி மார்க்கெட்ல தேடிச்சு நல்ல பீ கோல் வெஸ்டர் கோ தர்ஸ்டே கோ மார்க்கெட் சாயந்த ரச <laughs> <laughs> அப்படியே நல்ல ஆரம்பிச்சாங்க எல்லா சார்பிலையும் அச்சிகேட்டனே ரெண்டே ரெண்டு பிட்சப் கேட சோன் சோர் கேக்க அது ஒரு மாதிரி ஒரு பிரொபல் சௌக்கர் ஹாட் பேட்டர்ன் சில் பேட்டர்ன் இது எதுவும் வரது இல்ல இந்த ஸ்கூல் ஒரே இடம் தான் நடக்குது வேற ஒ ஒ फिजिक्स और फिजिक्स साइंस पर बात मारला आता इंग्लिश करता इंग्लिश करना तो मारी एंडर हैेंस लैंग्वेज टीचिंग सो आध पर मतलब राइट इट मेटल पे फिजिक्स बोलतो वर एडवांस मोड है एनालिसिस डिफ्रेक्शन के उपयोग करता लिया आता आध पर एंड पॉइंट रेजिस्टेंस आता द वन ऑफ इट सो द क्वांटम मॉडल அட்டோமொன்ட் ஒன்லி இன் த பார்ட் வெக்கஸ்ட் பாயிண்ட் ஆன் தி பர்சிஸ் பாக்கெட் போஸஸ் அட் லோவர் வேல் நேம்ஸ் டே எக்செல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் எக்செல்ஸ் ஓகே ஓகே டே மெட்டீரியல்ஸ் சிம்பிள் சனா எக்செல்ஸ் டே எக்செல்ஸ் தி டெஃபரென்ஷியல் சி எஸ்பேட சிம்பிள்ஸ் இன்ஸ்பெக்டர் சிம்பிள்ஸ் இத படிக்கிறது செட் பிரின் ஆரம்பிப்பத்தி ஆரம்பிக்கும் atom particle matter and the concept of relativity in modern industry physics and and bathing all relative already padiche math is so ma code the the reduction பண்ணனும் to be informed about it yeah being informed in symbols in range அதுக்கு மேலே அதுல தூதே அப்புறம் எல்லாமே எப்படி போடுறோம் என்னுடைய தெரியலாஜிக்கலா தெரியாது அப்படின்னு ஒரு திங்கிங் பத்து லட்சம் அந்த அடுத்த லட்சம் என்ன அதனுடைய அது எங்கிட்ட இருக்கு நானே அதுல கரப்பாயிட்டேன் செய்ய போறேன் இப்போ அந்த நாடைய பயத்தையும் நான் சீர்திருத்தியமிக்கக்கூடிய எவ்வளவு இன்டெலக்சுவலா இதை பண்ணிட்டே போகணும் அப்டேட் இஸ் நடக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து மூளைல இருக்கா சுந்தர் வந்து அங்க வந்து இருக்கு சைக்காலஜில ஃபாக்ட்ஸ் இருக்குல்ல ஆன்சர் பேசிஸ் இருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு ஃபீலிங்ஸ் டு பேசிஸ் இருக்கு அட்டென்ஷன் இருக்குடா அட்டென்ஷன் இஸ்வர் த கோமன் அட்டென்ஷன்ギவிங் என்ன வந்து வந்து பெரிய ஈஸி மேஷன் பូបிலிட்டி ப்ராபசிஸ் எதர் இன்டர்பிரசிஸ் ப்ராபசிஸ் அது வந்து என்னன்னு சொல்லலாம் அறிவிச்சி ரெண்டு கிஸ் இது ஒரு இன்ஃபார்ம் அது ஹேண்ட் பண்ணும்போது ஒரு லைட்டிடி வர்க்கு மெயின் அது வந்து இது வந்து ட்ரூத் தே ஏதோ ஒரு பீரியட் சைன்ஸ் ஏதோ நம்ம அப்ரோ the high, highest domain இந்த வடக வந்து மெடிக்கல் சீசஸ் வந்து பாடுமாங்க வளர்ந்து இருக்கு உள்ள உள்ள பிளாஸ்டிக் பார்ட் வந்து இருக்கு இந்த பாட்ட கொண்டு வந்தாங்க சப்டன்ட் اوكي कंटिन्यू ஃபார் another department registration update ரீஃப்ரெஷ் மாரி ரீசார்ஜ் பாய் என்ன தெரியும் சேர் 1 singularity அப்படி பார்த்தீங்க பாருங்க ஆக்சுவலா அதுல இந்த செசிக்கல் சென்சிஸ் வந்து நம்ம அப்பசுலியன் 4 பில்லியன் ವರ್ಷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது 4 பில்லியன் 1 பில்லியன் ஏ சர்வர்ல இருந்து பாய்ட் அவுட் ஆஃப் தி ஃபோர்ஸ் எல்லாம் ரீச்ஸ் திஸ் பாயிண்ட் 1 singularity பெருஞ்சதறத்துக்கு இடையில என்னையோ பச்சிர புளிய அந்த செகதி அதுதான் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெக் எக்ஸ்ப்ளோரர் மா அந்த 빅แบง ап்பேட் டைம் சீஸ் 40 பில்லியன் இயர்ஸ் அதுல இருந்து கடந்து கார்பன் பில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் ஒரு செல் அப்படி பண்றதுக்கு வந்து பாக்குறோம் அதுக்கு தண்ணியில தரையில எலெக்ட்ரான் சரி பீஸ் அது வாட்டர் ஆட் வாட்டர் சென்டிமென்ட் பார்க்கு கடல் வாழ்க்கை கடலுக்கு மெய் நேரத்துல வந்து பதினாறு தூக்கத்துல கனவுல வெளி வெது இருந்தது கூட இப்போ நீயா வந்து ஆனா அந்த அந்த கணத்துல நமக்கு இந்த மாதிரி He was asleep right? okay, asleep உடம்பு இருக்கு உடம்புல பத்தி உடம்புல அது மாட்டுதான் இருக்கு எல்லாம் எங்கயோ வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே அதுதர் இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எது கடைக்கு போறது சாஸ்திரத்துக்கு போறது அதுல அப்படியே இது இருக்குنا இயல்பு சைன்ஸ் கரெக்ட் சைன்ட் டின் இயல்பு சைன்ஸ் இதுல எல்லாம் எழுந்த பிறகு ఫిజిక్స్ వస్తుంది ఇది తెలుసు కదా ఇవిన కొడత లేదు చదువుతారా ఇది வேறதൊന്നും எனக்கு வந்து புரியுது இல்ல அப்படியே ஸ்டார்டியரா அப்படியே இல்ல அப்படியே என்ன அவங்களை வந்து வெள்ள தள்ளி வச்சு அப்படின்றது அதன்ஸ் வணக்கம் வணக்கம் என் பேர் சுந்தர் நாங்கள் ஃபேமிலியா மாடம்பாக்கம் தாம்பரத்துல இருந்து வந்துருக்கோம் உங்களோட சத்சங்க பத்தி ரேகா ஒய்ஃப் கொஞ்சம் நிறைய பாத்துருக்குறாங்க ரொம்ப மாசமா ஸோ இது நேரில் பாக்கிறது உங்களை எங்களுக்கு ஒரு பாக்கியமா இருக்கு நான் வந்து ஸ்கூல்ல ஒரு பிரின்ஸிபலா இருக்கிறேன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்னஸ் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் இதில் வந்து ஏதோ ஃபுல்லாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால் இவரோடய டைம்க்காக வெயிட் பண்ணி நான் இன்னைக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது அது உங்களால் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் ஹேமந்த் நான் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்பா சொன்ன மாதிரி நானும் அம்மா அம்மா தான் உங்களோட வீடியோ ரொம்ப நாள் பார்த்துருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே அதனால உனக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ ஒன்னு கூட மிச்சவங்க கூடாது நீ இங்கிருந்து போகும்போது எப்படி போகணுன்னா என்னமோ ஆகாசத்தையே கோட்டையை பிடிச்ச மாதிரி இருக்கணும் கரெக்டா அங்கே படிப்புல அதை எதிரொலிக்கணும் ம் சரியா ஓகே கண்டிப்பா ஐயா குமரேஷ்யா வணக்கம் ஐயா சொல்லுங்க குமரேஷ் ஒன்றும் இல்லைங்க இப்போது சந்நிதிக்கு வர்றது அப்படின்றது வந்து இங்கே தனிப்பவர் அன்றைக்கி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புது என்னென்னா சந்நிதி ஃபீல்டுன்றதே அது வந்து அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அந்த சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற குழப்பம் எதுவுமே தேவையில்லை சந்நிதி விளக்கன்றது அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அந்த தன்மையை சாதகமே எந்தவொரு சாதகமே செய்யாமல் அது வந்து அந்த சுரூப தரி தரிசனத்தை வந்து காட்டி கொடுக்கும் அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சந்நிதிக்கு வாங்க அந்த சன்னிதி பலத்தில் உள்ளுக்குள்ளே அந்த உண்மையான அந்த அந்த அந்த தன்மையில் அந்த பலத்தோட கூடி நின்று உள்ளுக்குள்ளே சொரூபத்தில் கலந்து உணர்வில் கலந்து கழிச்சிருங்க அப்படின்னு எல்லாரையும் அவங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேங்க யார் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க கேள்வியை ஆ இப்போ மனசுல வந்து நிறைய கோபங்கள் சஞ்சலப்பு அது மாதிரிலாம் நிறைய ஏற்படுது அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா போயிட்டே இருக்கு இப்ப நான் ஸ்கூல்ல இருக்கும் வேல்யூஸ் அந்த மாதிரி எத்திக்ஸ் அதெல்லாம் வந்து யாருக்கிட்டயுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயும் இல்லை நாங்கள் ஒர்க் பண்ற கோகலீக்ஸ் கிட்டையும் அந்த கமிட்மெண்ட் நிறைய மிஸ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிகாக தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க என்னோட குடும்பம் என் வாழ்க்கை என்னோடது சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்றது இதுக்கெல்லாம் மீறி அப்பாற்பட்டது ஒரு சக்தி ஒன்று செயல் செயல்பட்டு அந்த சக்தியை எப்படி வந்து நம்ம வந்து உலகத்துக்கு காட்டலாம் எப்படி யங்ஸ்டர்ஸ் இப்ப நான் கூப்பிட்டு வந்திருக்க மெயின் காரணம் வந்து பாட்டு சீடை எப்படி அவர் மனசுல விதைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா அடிப்படக்காரணம் வந்து ஆன்மீகம்னு சொல்லப்படுறதே வந்து நம்மை விஞ்ஞானம் ஆன்மாவை விஞ்ஞானம் ஆன்மான்னா என்ன அர்த்தம்னா வந்து ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஒரு ஒரு வடிவமற்ற தனி வடிவமற்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் நான் லொக்கேஷனல் நான் ஆப்சர்வேஷனல் And awareness, intelligence, பொறுமா non லொகேஷ்னல் Intelligence. இப்போ வந்து தாவரங்கள்னு சொல்லப்படுற பயாலாஜிக்கல்ல இதெல்லாம் எல்லாமுமே பினாமினா எல்லாமுமே ஒரு புல்லு அறிவு தாவரம் ஒரு மரம் வந்து ஓரு அறிவு அறிவு இருக்கு என்ன அறிவு இருக்க முடியும் தன் இருப்பே தெரியாம ஆகாரத்தை கிரகிக்கும் திறன் அவ்வளவுதான் தான் ஒரு புல்லாக வந்துருக்கோன்றது புல்லுக்கே தெரியாது தான் ஒரு நெல்லிக்காய் மரமாக வந்துருக்கோம் நெல்லிக்காய் மரத்துக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம கொடுத்த பெயர் நம்ம மனசில் தான் நெல்லிக்காவாக இருக்குது அது ஓர் அறிவு தாவரம் ஒரு அறிவு அறிவு இருக்குது எப்படி இல்லாட்டி வந்து அதனுடைய பேர்கள் வந்து தண்ணி மழை இல்லாத இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல கூட அந்த வேர் முனையில் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் தெரிச்சுன்னு இருந்தால் அது எப்படி தண்ணியை தேடின்னு போக முடியும் தண்ணி தான் என்னுடைய ஆகாரம் மணலில் இருக்கிற சத்து தான் என்னுடைய ஆகாரம் சூரிய ஒளி தான் என்னுடைய ஆகாரம் அப்படின்னு மொத்த ஒரு மரம்னு எடுத்தால் இலை வரைக்கும் வேர்லேருந்து இலை வரைக்கும் ஸ்டெம்லேருந்து பிரான்ச்சஸ்லேருந்து எல்லாம் காய் கனி எல்லாம் மண்ணுலேருந்து இதுக்குள்ளேயே நான் வந்து இதையே நான் கிரகிச்சுண்டு இது தான் வந்து அஞ்சு வரைக்கும் இந்த தாவரம் இருக்கு இருக்கு உயிரினங்கள் இது எல்லாத்துக்கு வந்து என்ன என்ன ஏகப்பட்டதான் உங்களுக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு முடியினுடைய திக்னஸ் இருக்கணும் இப்போ வந்து ஒரு தடயத்துக்கு வந்து ஒரு முடி கிடைச்சதுனா கூட கண்டுபிடிச்சி வர்றோம்ல இது வந்து இந்த மனிதனுடைய மொழி அந்த கிரைம் நடந்த இடத்துல நான் இருந்திருக்கான் அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்டர் வேறு மாதிரி தானே இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு கைரேகை வேற வேற மாதிரி இருக்க மாதிரி ஒரு செல்லுனுடைய மெசேஜஸ்ஸே இருந்து வேறு வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒட்டு வந்து விழுறது எவ்வளோ இந்த நாலு லெட்டர்ஸில் வேற காம்பினேஷன்ஸ் அவ்வளோதான் அந்த காம்பினேஷனுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மேட்ச் ஆன உடனே அந்த ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி உடனே அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க அவனை கரெக்டா அந்த மாதிரி வந்து இங்க வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து செல்ஸ் அந்த ஒரு செல் அமீபாலேருந்து இந்த உயிர் வந்து திரிக்கிறது திருப்பி இந்த உயிர் வந்து உண்மை உயிரா இதை வந்து நம்ம உயிர் உயிர் சொல்றோம் வேற வார்த்தை கிடையாது ஏன்னா அந்த ஒரு செல் அமீபாவே வந்து அதனுடைய எவ்வளோ டென்யூரோ லைஃப் ஸ்பேனோ ஒரு செல்லுக்கு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதுக்குள்ள எல்லா மெசேஜ் நீ வந்து இவ்வளோ க்ஷணங்கள் இருக்கணும் அங்கே வந்து ஃபிசிக்கல் டைம் கிடையாதே அதனுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் டைம் தானே இல்லையா அதனுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் டைம் தானே நம்மள டைம் இருக்கா நீ வந்து ஒரு பத்து நிமிஷம் வாழணும் அஞ்சு நிமிஷம் வாழணுன்றதா அஞ்சு நிமிஷம்லாம் கிடையாது மினிட்ஸ் கிடையாது செகண்ட்ஸ் கிடையாது இல்லை ஸோ அது இல்லை ஸ்பேஸ் இல்லை திடீர்னு ஸ்பார்க் மாதிரி வருது மேஜிக் மாதிரி நடக்கிறது உயிர் எப்படி நடக்கிறது மேஜிக் மாதிரி வருது மேஜிக் மாதிரி அது வெளிப்பட்டா கூட அதனுடைய கோட்ஸ் வந்து உள்ள இருக்கா இல்லையா அந்த கோட்ஸுக்கு தானே அந்த ஸ்பார்க்கு இஸ்விட் ஆன் ஒரு விதைய போடுற ஒரு கொத்தமல்லி வரத்துக்கு கொத்தமல்லிக்கு தனியா தானே தனியாவை போடுறேன் உள்ள கம்பஷன் நடக்கிறதா இல்லையா உள்ள வெளியில் இருந்தாலும் வேலை நடந்துட்டு இருக்கு தோன்றின அனைத்திலையும் ஒவ்வொரு அது நேனோ செகண்ட்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த நேனோ செகண்டில் வந்து உயிர்ப்பு வந்து ஃபுல் குளோக்கு வருது சில மூமெண்ட்ஸ் இருக்குது அப்புறம் அது ரெசீட் ஆகி டிகே ஆகிடுறது என்ட்ரோபி அப்படின்னு சொல்லப்படுற காலம் கூட கூட உருவாருது அந்த டைமில் சுவிட்ச் ஆன் ஆன உடனே அது சுவிட்ச் ஆன் உடனேயே அந்த மெட்டீரியலாக அதை சுவிட்ச் ஆன் ஆறுதூட வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸஸ் கண்டே பிடிக்க முடியாது எா ஒருட்டத ஒரு தனியா விதை எக்ஸாக்டா எந்த மூமெண்டில் அது வந்து ட்ரிகர்ட் புரியுதா அந்த சீடு எப்படி வெளில வந்தது எப்படி முளைச்சது அப்படின்றத நீங்க என்ன கேமரா அமைச்சாலும் வந்து என்ன வெட்ட வெளியிலேருந்து வரப்போகுது திடீர்னு அந்த வெட்ட வெளியிலையும் அர்த்தம் இங்கே மெயின் ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வெட்ட வெட்டவெளி பூரா வந்து இப்போ வந்து நம்ம சயின்சஸ்லேயே வந்து குவாண்டம் ஃபீல்டு எல்லாமே வெட்டவெளி ஏதாவது அளவுக்கும் கீழே இருக்கிற லெப்டான்ஸு குவார்க்ஸு அப்படின்ற சப்டமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து வெட்டவெளிக்குள்ளே இருக்குது ஃபோட்டான்ஸு ஃபோட்டான் துகள் மழை இந்த பிரபஞ்சம் இப்போ ஆக்சுவலாக ஸ்பேஸுன்னு கூட இல்லை நம்ம சை இதில் மெயின் ஞானத்தில் அதுவே வந்து ஆன்ம பொருளே வந்து its own and it doesn't எக்ஸ்ட்ரீனியூ and ியர் இப்படி ஒன்று இருக்கு அதுலேந்து வந்து நம்ம வந்து சயின்ஸ் என்ன கொடுத்துருக்கு விசைகள் எல்லாம் சொல்லிட்டுருக்கு ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மென்காந்த அலைகள் வேவ்ஸ் அதுக்கடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா அதுக்கடுத்தது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் நாளும் வந்து வெட்ட வெளியோட ஏதோ பண்ணிண்டே இருக்கு அந்த வெட்டவேளிக்கு உள்ள வெட்ட வெளியே வந்து சிவம்ன்ற லெவலுக்கு போறா அதை வந்து வெளியில ஆப்ஜெக்ட் இதையே பார்க்க முடிய அணுவையே பார்க்க முடியே இப்போ சர்ன்ல வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு குவாண்டம் ஃபீல்ட பத்தி பிக் பேங் நடந்த அந்த தருணத்துல ஏதோ ஒரு புள்ளிலேருந்து வெடிச்சது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு புரோட்டானோ நியூட்ரானோ ரெண்டு சைடு ரெண்டுத்தையும் கிளாஷ் பண்ண விட்டா எதிரெதிர டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் டன்னல் போட்டிருக்காங்க அதை ஷூட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் சயின்டிஸ்ட் அங்கே வேலை பண்ணுறா இன்டர்நேஷ்னலாக எல்லாரும் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டென்ஸ் மேட்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்குது டென்ஸ் மேட்டர்னா பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி இருட்டு சூரிய குடும்பத்தினுடைய கடைசி இது என்னப்பா பிளானட் என்ன சேட்டன் சேட்டன் இல்லையா சேட்டன் சேட்டனை ஒட்டி அதனுடைய நிலாக்கள் ரெண்டோ நமோ சுற்றின்னு இருக்கு இல்லையா எல்லாம் கிரகங்கள் தானே சனி கிரகம் தானே அதையும் தாடினா மயிருட்டு அந்த மயிருட்டே மேட்டர் ஆன்டி மேட்டர்ன்றாங்க இப்போ வெளிச்ச பிறகு சூரியன் வெளிச்சத்தில் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அப்படியே என்னமோ சத்தியம் மாதிரி வந்துட்டுருக்குல்ல வந்து மயிருட்டு அதாவது சூரிய குடும்பத்தை விட்டு கடைசியாக சேட்டன் ப்ளூட்டோ நெப்டியூன் எது எது ஃபார்தஸ்டோ அங்கே வந்து அவ அந்த அந்த கிரகத்தினுடைய ஸ்பேன் ஆஃப் பெர் டே சைக்கிள் கூட ஜாஸ்தி மேபி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸ் இருக்கலாம் இப்போ பூமிக்கு இருபத்தி மணி நேரம் இல்லை அது மாதிரி சேட்டர்ன் அவே இல்லை அதனால் அதனுடைய ரோட் அப்புறம் மா மாதும் பெருசு ஃபாரதஸ்டாக இருக்கிறதுனால பெரிய மாசு இடத்தை போல் எத்தனை மடங்குன்னு தெரியாது அதுக்கு மாதிரி டைமும் அதனுடைய ஆக்சஸில் அது வரதுக்கே ஒரு நாள் அதனோடது மேபி ஹண்ட்ரட் அண்ட் இருக்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸாக இருக்கலாம் ஏதோ ஐ டோன் நோ த எக்ஸாக்ட் ஃபிசிக்கல் டீட்டை இது மேக்ஸ் அபவுட் இட் அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருட்டு அதுவே வந்து என்ன இதெல்லாம் perceiving கான்சியஸ்னஸுக்கு தானே அப்படின்றது வந்து அந்த premise வந்து கோட்டை விட்டாதான் தான் இவ்வளோ பண்ண முடியும் இல்லையா பர்சீவர் யாரு இதை பார்க்குறவன் யாரு யாருக்கு இந்த இருட்டு யாருக்கு இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்னா என்ன வாழறவனையே பாக்குறோம் யாருப்பா நீஸ்ட் யாருப்பா நானு கரெக்டா நீயே இப்ப வந்து தூங்கி போடுறேன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் நீ இல்லை நீ இல்லைன்னா இல்லை உலகம் இல்ல அப்படின்னா என்ன உலகம்ன்றது உன்னுடைய அரைசல்ல உன்னோட அரைசல்ல என்ன நீ தூங்கி வீழ்ச்சிக்கிறதுன்றது கண்ணை திறக்கற கண்ணை திறக்க வைக்கிறது உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் முடிச்சுக்கணுமா இல்லையா உடம்ப எழுப்புறது அப்படின்னா உடம்பாவும் இருக்குது காணாமையும் போறது உடம்ப விட்டும் தூங்க வச்சுருது புரியுதா உடம்ப விட்டும் தூங்க வச்சு அலைவா உன்னை உடம்பை விட்டுட்டு தூங்க வைக்கிறது தூங்க வைக்கிறது ரெண்டு தூக்கமும் வந்து டெத்தே தான் தூக்கமும் டெத்தே தான் பிசிக்கலா மொத்தம் செத்து போறதும் டெத்தே தான் ரெண்டுமே மைண்ட் வந்து விட்ராயல் தான் டிசப்பியர்ஸ் அதுதான் வந்து நம்மளுடைய சயின்ஸினுடைய ஆரம்பம் மைண்டை பற்றி விசாரிச்சுட்டா காஸ்மா இதை வந்து என்ன சொல்கிறா இதை விசாரிச்சுட்டு என்ன நீ ஆப்ஜெக்டிவ் சயின்ஸஸ் எது நீ பண்ணவே வேண்டாம் பண்ண வேண்டான்னு இல்லை இதெல்லாம் யூட்டிலிட்டேரியன் எழுந்த உடனே சௌகரியமாக போகிறதுக்கு ஒரு என்ஜினை கண்டுபிடிச்சி வாகனமாக மாற்றி அதுக்கு அது பட்டு எழுந்துக்கிறவனே யாருன்ற சயின்ஸுக்குள்ள எல்லா சயின்ஸும் இருக்குது ஒரு <coughs> ஒண்ணுதான் அந்தரத்தில் மிதக்கறதும் ஒண்ணுதான் புரியுது கிராவிடேஷன் இருக்கு இது இவைகளெல்லாம் ஆர்பிட்டில் வச்சிருக்கிறது இது சூரியனே ஒரு கிராவிட்டி கிராவிட்டி வச்சுருக்கு அதனால தான் அது பிடிச்சி பூமி இழுக்கிறது பூமியினுடைய ஓன் கிராவிட்டியில அது வந்து சூரியனை விட்டு நான் தனி கொடு கொடுத்துனோம் தான் நடத்துவேன்னு அது தூரம் இருக்கு புரியுதா மார்ஸு தூரம் இருக்கு நெப்டியூன் தூரம் இருக்கு ஜூபிட்டர் தூரம் இருக்கு மெர்குரி தூரம் இருக்கு சேட்டான் தூரம் இருக்கு அது அதுக்கு அந்தந்த ஆர்பிட்டுக்கு அந்தந்த மாசும் அது வேண்டிய ஏதோ டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஏதோ டைக்கியமே சொல்றது தத்துவமசின்ற வேத வாக்கியத்தினுடைய அர்த்தமே என்ன நீ அதுவாக இருக்கிறாய் எதுவாக இருக்கிறாய் எல்லாமாக இந்த பிரபஞ்சமாக வெட்ட வெளியிலிருந்து அவ்வளோதான பஞ்சபூதங்கள் தானே ஆரம்பம் பஞ்சபூதங்களில் ஸ்பேஸ் தானே ஆரம்பம் ஸ்பேஸ் டு இது வரைக்கும் இருக்கிற சகலமும் உணர்வு உணர்வுன்னா இப்ப எழுந்துருக்கிற உணர்வு கிடையாது இது மைண்ட் இந்த மைண்டுன்றது என்ன நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல என்ன நீங்க லேப்டாப்ப ஓபன் பண்ணி என்ன ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல நீ ஒரு ஜிமெயில் நீங்க என்ன பண்ணி இருந்தாலும் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கா இல்லையா ஆட்டோ சேவ்டுன்னு போட்டு நீங்க அடிக்கலன்னா கூட ஆட்டோ சேவ்டு ஆட்டோ சேவ்டுன்னு எவ்ரி டென் செகண்ட்ஸுக்கு பண்ணிட்டே இருக்கா இல்லையா யூடியூப் திறந்தீங்கன்னா கூட அந்த ரியல் டைம்ல செகண்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கா இல்லையா நீங்க மொபைல் ஆன் பண்ணீங்கன்னா கூட ரியல் டைம்ல டைம்னா என்ன பிசிக்கல் டைம் கிடையாது நீங்க ஆன் பண்ணதுலேருந்து கரண்ட் என்ன பண்றது டேட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கு நீங்க பார்க்க பார்க்க வீடியோ போகணும்ல மூவ் ஆகணும்ல அப்படின்னா அதெல்லாம் இயக்கங்கள் தானே ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மனிதன்கிட்ட வந்து வெளிப்படுறது மனமா வெளிப்படுறது அவன்தான் என்ன சொல்வது மனம் படைத்தவன்தான் மனிதன் அதனால தான் மனுஷியகன்றாங்க சமஸ்கிருதத்தில் மனஸ் பிளஸ் உஷத் அதாவது மனம் எங்கு உதிக்கிறதோ மனம் வந்து தோற்றத்துக்கு வரணும் தோற்றத்துக்கு வருதுன்னா என்ன நம்ம உணர்ச்சியாக மாறணும் அது ஒரு வேர்டுக்குள்ள எனக்கு ஆகப்படணும் வேர்டை வச்சு நான் கம்யூனிகேட் பண்ணேன் எனக்கே ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கணும் கரெக்டா எனக்கே நான் புரிஞ்சுக்கிற விதம் எப்படி மாம்பழம் இருந்தா அது மாமரமா அப்படின்னு அந்த பண்றேன் மாம்பழம் இருக்கிறது பேர் மாமரம் வேப்பம் வேப்ப ஏலைகள் வேப்பங்கொட்டை வேப்பங்கொழுந்து இது மாதிரி இருக்கிறது இருக்கிறது எல்லாம் வேப்ப மரம் அப்படின்ற மாதிரி தேங்காய் இருக்கிறது தென்னை அப்படின்ற மாதிரி இங்க வந்து அதுக்கு வந்து வேர்ல்டு மேட்ச் ஆகணும் நிறைய நல்லா கரெக்டா வாந்தி எடுத்தோம்னா நூத்துக்கு நூறு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் புரியுதா கோடிகள கிடைக்கும் அவ்வளவுதானே வேற என்ன இருக்கு பட் இதுவே வந்து இது இல்லவே இல்லைப்பா இந்த சைடே கிடையாதுப்பா உனக்குள்ளேயே இருக்கு நீயே இது கிடையாது இந்த புத்தியில எழுந்த பிறகு புத்தியே எண்ண ஓட்டங்களாகும் அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் வார்த்தைகள் கொடுத்து வீடியோவோட சேர்ந்து பதியருது வேற கரெக்டா எப்படி வந்து நீ ஜிமெயிலையோ எம்எஸ் வேர்டையோ வேற ஏதானோ ப்ரோக்ராமோ நீ பண்ணிண்டே இருந்த என்னன்னு பண்ண பண்ண பண்ண பண்ண பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிண்டே இருக்குல்ல சேவ் ஆகிண்டே இருக்குல்ல இந்த ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அப்படி அடிச்சுன்னு இருக்கும்போது அப்படி போட்டு பார்ப்பாங்க அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் சப்போஸ் ஒரு டீ குடிக்கு எழுந்து போய்ட்றாரு ஒரு பாதி ப்ரோக்ராம் போட்டுருக்காங்கன்னா பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டார் பாதி ஸ்க்ரீன் வரைக்கும் விதவிதமான கலர்களில் டிஸ்பிளே எல்லாம் அழகாக வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும் ஆம்பர் இருக்கும் செமிகோலன் இருக்கும் இசிகோல் ட்ரோ இருக்கும் ப்ளஸ் இருக்கும் என்னென்னவோ இருக்கும் ஒரு ஆம்பர்சேண்டு என்பிஎஸ்பின்னு போட்டால் ஒரு ஸ்பேஸு ப்ரோக்ராமுக்குள்ளே இல்லையா இந்த மாதிரிலாம் என்னென்னவோ அங்கே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஸ்பேஸாக முடிஞ்சு அழகாக வந்து இது இருக்கும் அந்த கலர் வந்து அங்கே டெர்மினேட் ஆகிருக்கும் வேறு கலர் ஆரம்பிக்கும் மானிட்டரிங் ஸ்க்ரீனில் ஸோ ஒரு ஃபுல் ஒரு மானிட்டரிங் ஸ்க்ரீனில் நம்ம போட்டவொன்னோ திறக்கிற ஒரு ஆப்பை பூரா பின்னாடி இருக்கிற ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிட்டுருக்க மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே பிரபஞ்சமே மனம் சரி மனம்ன என்ன புரோ இருந்த தெரியுது வரைக்கும் ஏதோ சயின்ஸ் கண்டுபிடிச்சது இத நம்ம உயிர் நம்பின் இருக்காஸ் அந்த பிலீப் எல்லாம் கூட அதுக்குள்ள இருக்கு புரியுதா அந்த நம்பிக்கை தானே இப்ப நம்ம வாழ்க்கை நீங்க வந்து உங்களை வந்து சோன் சோன் அந்த உங்க மனம் தான் அந்த அறிவு மூலமா அடுத்த எடுத்துட்டு போகலாம் உள்ள வேலை பண்ணிட்டு இருக்குல்ல எப்ப அது வந்து எப்பவுமே இருக்கு இந்த விஞ்ஞானத்துக்குள்ள நுழைஞ்சாதான் எந்த விஞ்ஞானம் ஆன்ம விஞ்ஞானத்துக்குள்ள நுழையும் போது தான் அதுவே வந்து வழிவிடுறது சயின்டிஃபிக்கா வந்து ஹார்ட் எங்க இருக்குன்னு கேட்டால் காமிக்க முடியுது ஆனால் இதே மனம் எங்க இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல அதாவது மைண்ட் அதை நம்மளால பார்க்க முடியுமா இல்லை நம்மளால பார்க்க முடியாது அதை அதான் இப்போ இந்த கேள்வியோட சேர்த்து இப்போ சயின்டிஃபிக்காக கேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்றதே வந்து நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் பீயிங் மாதிரியும் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்க மாதிரியும் நம்ப வச்சதே அந்த மனம்தான்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 நமக்கு வந்து ஹார்ட் எங்க இருக்குன்னா சயின்டிபிக்கா தெரியுறது இங்க இருக்கு அப்படின்றீங்க கூட ஒரு குட்டி பேட்டரிய வச்சு அதுக்குள்ள ஒரு பவர் வந்துருக்கு ஒரு இவ்வளோண்டு எஸ்டி கார்டில் வந்து ஹாஃப் ஜிபி இருக்கு இல்லையா பொன் டெராபைட் வைக்கிற அளவுக்குலாம் ஸ்வேஸுக்கு அனுப்புறதுலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த பேனல்ஸ் எல்லாம் இங்கேருந்தே ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுறா லேண்ட் ரோவர்னு மார்சில் இறக்கிட்டு அப்படின்னு சிக்னல்ஸ் எல்லாம் போகிறது வருது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நானுக்கு மாத்திரம் தெரியாமல் இருந்தது யாருடைய மடத்தனம் யார் கோட்டை விட்டுருக்கோம் மனித சமுதாயமாக கோட்டை விட்டுருது இந்த சயின்ஸை தெரிஞ்சுட்டா இந்த சயின்ஸுக்குள்ளே வந்து உங்களுடைய அஞ்சு கோஷங்கள்னு சொல்கிறாள் நம்ம மெய்ஞானத்தில் ஆண் என்ன ஃபஸ்ட் வந்து இருக்கிறது வந்து அறியாமை கோஷம்